அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோஹீலர் கலைச்சு பேசுறேங்க இப்ப நீங்க ஏவல் செய்வினை பிளாக் வச்சுட்டாங்க ஏவல் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க இல்ல செய்வினை அப்படின்னா நம்ம வீட்டில என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு கிளிப்பிங் தான் இது அதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய இது சம்பந்தமா கண்டிப்பா கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க இப்ப நம்ம வீட்டுல பொதுவா எப்படி எல்லாம் போயிட்டு அந்த எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வரோம் லெமன் எல்லாம் எடுத்துட்டு வரோம்ல அது வந்து வாசல்ல மாற்றதோ இல்ல வீட்டுக்குள்ள வச்சாவோ அது அழுகி கருகி போறத கண்டிப்பா அது ஒரு விதமான ஒரு சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு நம்ம ஏத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது வந்து உள்ள உக்காந்துருக்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு அன்சியா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே வந்து அடுத்து உடல்நிலை பாதிக்கிறது அதாவது கை கால் வெளி வருது வயிற்று வெளி வருது பேக் பெயின் வருது இதெல்லாம் வந்து டாக்டர் இருக்காது ஆனா அதுக்குண்டான சிம்டம்ஸ் தெரியுது அந்த விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்படுறது முக்கியமாக வயிற்று வலினால பாதிக்கப்படுவாங்க தலைவலி அதிகமாக இருக்கும் ஹெட் ஏக் இருக்கும் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸை வச்சே கண்டிப்பா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ லைனாக நான் சொல்லிட்டு வரேன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து பூஜை பண்றதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது விளக்கு வந்து அணி அணி போறது இப்போ நம்ம ஈவினிங்ல விளக்கு பற்ற வைப்போம் மார்னிங்ல வைப்போம் ஆனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விளக்குறியணும் அதை பார்த்துக்கோங்க அணையா விளக்கு மாதிரி அணையா கூண்டு மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல நெல்ல கூட நீங்க தீபம் ஏத்தலாம் தாராளமா பண்ணலாம் ஆனா அவங்க வந்து பூஜை பண்ணும் போதோ நீங்க எந்த டைம்ல நீங்க வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சு நீங்க ஈவினிங்கோ இல்ல மார்னிங்கோ வந்து விளக்கு வைக்கும் போது அந்த விளக்கு வந்து அணைஞ்சிரும் அதிகமா அந்த நெருப்பு வந்து நீங்க பத்த வைக்கும் அது அணைஞ்சு போயிடும் நீங்க பத்த வச்சுட்டு இந்த புக்கம் வருவீங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அணைஞ்சிரும் விளக்கே அணைஞ்சு போயிடும் அல்லாம அந்த அந்த ஜோதி இருக்கு அது பிரகாசமா எரியாது ரொம்ப டிம்மா தான் எரியும் அதை பார்க்கும்போது ஒரு லைட் மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்து உங்களுடைய பூஜை அறையில அந்த விளக்குல வந்து அந்த ஒளி வராது ரொம்ப டிம்மாதத தான் இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி அணைஞ்சு போயிடும் இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அடுத்துல வந்து அடிக்கடி வந்து தீபம் அணையறதுன்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது குழப்பங்கள் வரது வீட்டுல குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லாத போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்குங்க அதே மாதிரி கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது உங்களுக்கு அதுல கனவுகள்ல உண்டான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் கனவுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது அது வந்து என்னன்னா உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த குலதெய்வமே வந்து காட்டி கொடுத்துடும் யார் இது பண்ணிருக்காங்க யார் செஞ்சிருக்காங்க அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த சிம்டம்ஸ் சில பேருக்கு தெரியாது சராசரி மக்களுக்கு தெரியாது ஆனா கு குலதெய்வத்தோட கனெக்டிவிட்டி இருக்கவங்க குலதெய்வத்தோட சாமி கும்பர்றவங்க வீட்டுல கண்டிப்பா அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும் அவங்க யார் செஞ்சிருக்காங்க அப்படின்றது அந்த நபரையும் தெரியும் சில பேரால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் இவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற சில பேரால் அதை அனலைஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட வீட்டில் இந்த சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி உங்களுக்கு செடிகள் வாடி போகிறது மரம் செடிகள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கருகி போகிறது அதுவும் வெத்தலை கொடி வந்து வளராமல் இருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி நம்ம வீட்டுல பெட்டனிமல்ஸ் இப்ப வளர்க்குறீங்க இல்லைங்களா பூனை நாய் இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இப்ப மாடு ஆடு கோழி இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு நம்ம வீட்டுல அப்படின்றது இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் நம்ம கிட்ட வந்து தாக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டனிமல்ஸ் தான் பாதிக்கும் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் திருப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்